வணக்கம் அன்பான உங்கள் செவிக்கான இன்றைய விருந்து இன்றைக்கு நீங்க கேட்க போகும் இந்த சிறுகதை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்த ஒரு சிறுகதை அன்றைய காலகட்டத்தில் விவசாயத்திற்கு டிராக்டரை பயன்படுத்துபவர்களுடைய எண்ணிக்கை மிகவும் குறைவாதா இருக்கும் சில பேர் கிட்ட மட்டும்தான் டிராக்டரை இருக்கும் அப்படி டிராக்டர் உள்ளவங்கள்ட்ட இருந்து டிராக்டரை உழுவுக்கு பயன்படுத்த விருப்பம் வாடகைக்கு எடுப்பாங்க அப்படித்தான் நம்ம கதையில வரும் கதாநாயகனும் வாடகைக்கு டிராக்டரை எடுக்க முடிவு செய்யறாருக்கு அந்த டிராக்டர் வராம போகுது தன்னை சுத்தி இருக்கிற மற்ற வயல்காரர்கள் எல்லாமே தன்னை பார்த்து ஏளனமா சிரிக்கிற மாதிரியா வருக்க ஒரு கட்டத்துல டிராக்டரும் வருது ஆனா கூடவே ஒரு பிரச்சனையும் வருது இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் சமாளிச்சு அந்த நிலத்தை உழுதாங்களா இல்லையா அப்படிங்கறத சொல்ற கதை இந்த கதை உயர்திரசு சமுத்திரம் அவர்கள் எழுதிய டிராக்டர் தரிசனம் என்ற சிறுகதையதான் உங்கள் செவிக்கான பெருந்தான் எலக்சனை நம்பி பணத்தை செலவிடப்படாது எலக்ட்ரிசிட்டிய நம்பி இலைய போடப்படாது இந்த ரெண்டையும் செஞ்சாலும் செய்யலாம் ஆனா வாடகை டிராக்டரை நம்பி வயல காயப்படாதுன்னு சொன்னேன்னு கேட்டியா கேட்டியா வயலின் வரப்போரத்தில் குத்துக்காலிட்டு உட்கார்ந்தபடி தந்தை மருதமுத்து சொன்னது மகன் கணபதியா பிள்ளையின் காதில் கெட்டியா கெட்டியா என்றே தான் கேட்டது தந்தையை சத்தம் போட போனார் இயலவில்லை அவர் முகத்தை பார்க்க கூச்சப்பட்டு வயலின் ஒரு ஓரத்தில் கல்லொடுப்பில் பொங்கிய பாத்திரத்தை பார்த்தார் அதில் கோழி துண்டுகள் குதித்து கொண்டிருந்தன வேலைக்கார பெண் ராசக்கிளி தீ மூட்டி குளை மூலம் ஊதி அடுப்பை விட்டு, கறி வெந்திருக்காய் என்று பார்ப்பதற்காக ஒரு கோழி துண்டை வாயுக்குள் திணித்துவிட்டு பிறகு சூடு தாங்காமல் துப்பினாள் கடைசியில எவை அவனுக்கானா என்று பேசிய அவர் மனைவி மரகதம் பிறகு அந்த பேச்சை முடிக்கவில்லையானால் அது ஆபத்தான அர்த்தத்தில் கொண்டு போய் விடும் என்று உணர்ந்து சோராக்க வேண்டியிருக்கு ஹ கணவனை கடுக்கடுப்பாக பார்த்தாள் அந்த பார்வை தாங்க மாட்டாத கணபதியா பிள்ளை தமது வயலை கண்களால் உற்று எல்லா வயல்களும் நெற்பயிர்களால் அலங்காரமாய் தோன்றிய போது இந்த வயல் மட்டும் மொட்டையாய் மூளியாய் கிடந்தது வயலை பார்க்க மனமில்லாத கணபதி கண்களை நகர்த்தி தெற்கு பார்த்தார் ராமையா தேவருடைய வயல் மற்ற வயல்களை விட அதில் மட்டும் நெற்பயிர்கள் ஓரடி அதிகமாக வளர்ந்திருந்தன இவ்வளவுக்கும் அடுத்த வயலில் நட்ட போதுதான் தேவர் வயலிலும் அவரை போலவே பயிர்கள் மினுக்காக நின்றன ராமையா தேவர் கணபதியா பிள்ளையை பார்த்து மீசையை தடவி விட்டார் கையில் இருந்த டிரான்சிட்டர் ரேடியோவை தட்டிவிட்டார் சிறுமைப்பட்டு போன கணபதியா பிள்ளை கிழக்கு பக்க வயலை பார்த்தார் அங்கே ஆறுமுக நாடார் பூச்சி மருந்தை வீசிக் பிள்ளையை அவர் பார்த்த விதம் அவரையும் சேர்த்து வீசப்போவது போல் இருந்தது எவரையும் எதையும் பார்க்க முடியாமல் தவித்த கணபதி பால் பாண்டியனை கோபமாக பார்த்தார் முனை தேர்தல் போட்டியில் ஒரு முனையாவது டிக்கெட் வாங்கி விடலாம் என்று அழைந்து அவர் ஏர் முனை மறந்து வயலை டெபாசிட் இழந்த வேட்பாளர் நிலையில் விட்டது உண்மைதான் ஆனாலும் நேற்று வாடகை உழவனுக்கு ஆள் போனார் இந்த பால் தான் உலவும் மடுங்க ஒரு வாரம் எடுத்துக்கிடும் டிராக்டரை வாழைக்கு வாங்கிடலாம் என்று சொல்லிவிட்டான் பெரிய பண்ணையாரிடம் வருடக்கணக்கில் வேலை பார்த்தவனாச்சே என்று நம்பி விட்டார் இவரும் இவ்வளவுக்கும் ஒரு மாதத்திற்கு முன்னால் தான் பால் பாண்டி இவரிடம் வேலையாழாக சேர்ந்தான் இப்போது இவரையே வேலையாழாய் ஆக்கிவிட்டான் என்பதுதான் கிழவர் மருதமுத்துவின் வாதம் கணபதியா பிள்ளை ஆள டிராக்டருக்கு பணம் கட்டியாகிவிட்டது எட்டு மணிக்கு வர வேண்டியது பத்து மணி வரல இருசால் உளவு செய்யணும் மத்தியானமே தொழில் மிதிக்கணும் அதாவது உழுது நிலத்தில் இலைத்தளைகளை போட்டு கால்களால் மிதிக்க வேண்டும் அதோ கிணற்று மேட்டில் வாத மடக்கில் பூவரச குவிந்து கிடக்கின்றன வேலையாட்களுக்கும் சொல்லி ஆகிறு டிராக்டரை தான் காணும் வருமா ஒரு காலத்தில் வயல்கள் எல்லாம் வியாபித்து இப்போது ஓரங்கட்டப்பட்ட ஐயாறு எட்டு நெல் ரகம் போல் கழித்து கட்டப்பட்ட தந்தைக்கார மருத முத்து இப்போது ஆட்டம் போடும் ஐயாறு இருபதை அதாவது பண்ணையாள் பால் பாண்டியனை எரிந்து விழுந்து பேசினார் எல்லாம் உன்னால வந்ததுடா உன்னாலதான் வந்தது ஆமா எல்லாம் என்னாலதான் வந்தது அதோ பாருங்க எல்லோரும் பால் பாண்டியன் காட்டிய திசையை பார்த்தார்கள் சந்தேகமில்லை டிராக்டர் ராட்சச சிவப்பு கம்பளி பூச்சி போல் அது ஓடி வந்தது அதன் சாட்டமான ஆசாமி அடடே என்ன இது ராமையா தேவரும் ஆறுமுக நாடாரும் ஓடி போய் டிராக்டரை மறிக்கிறாங்க என்ன அணி யோ டே பால் பாண்டி அறிவாள் பிள்ளை வேட்டியை முந்தானை மாதிரி தூக்கி கொண்டு டிராக்டர் மறிக்கப்பட்ட இடத்தை பார்த்து ஓடினார் அவர் பின்னால் பால் அறிவாளுடன் ஓடினான் டிராக்டர் முன்னால் பெருங்கூட்டம் கூடிவிட்டது ராமையா தேவரும் ஆறுமுக நாடாரும் டிராக்டர் அரியாசனத்தில் இருந்த டிரைவரையும் அவன் பின்னருக்கையில் கட்டப்பட்ட கம்பத்தில் பறந்த ஒரு கட்சியின் கொடியையும் மாறி மாறி பார்த்தார்கள் ராமையா தேவர் கொடியை பார்த்த போது ஆறுமுக குரல் கொடுத்தார் நிலம் பூமாதேவிடா எல்லாருக்கும் பொதுவான மனுஷிடாவ வயலுக்குள்ளே எப்படிடா நீ கட்சி கொடியோட வரலாம் ஒன்னு கொடியை எடுத்து கீழே போட்டுட்டு வா இல்லையா வந்த வழியில வண்டியை விடு வயலுக்குல மட்டும் அவர்கள் இருவருக்கும் கொடியை விட தனது வயல் தரிசாக கிடக்க வேண்டும் என்பதில் அக்கறை அதிகம் என்று நினைத்தார் சூடாகவே கேட்டார் என்னையா நீங்க இந்த கொடியில என்னையா இருக்குது ஆயிரம் இருக்குதுயா டிராக்டரை வயலுக்குள்ள சந்தேகப்படுவான் அப்போ அடுத்த கட்சிக்காரங்கிட்ட பணம் வாங்கிட்டீராச்சு என் கிட்ட வச்சுக்காத ஏ பால் பாண்டி கையில் என்னதுடா போட்டு பாத்துருவோமா நீ அறிவா கையோடையும் நான் வெறுங்கையோடையும் மோதி பாப்போமா ஐயோ சாமி இதோ உங்ககிட்டயே கொடுக்க நீங்களே என்ன வெட்டிடுங்க சரி கொடு கணபதியும் பாண்டி அறிவாலை விடவும் முடியாமல் தொடவும் முடியாமல் தவித்த போது விவசாய பிரமுகர்கள் தீர்த்து வைத்தார்கள் சம்பந்தப்பட்ட அந்த கட்சியின் கொடி நேராக நிறுத்தப்படாமல் டிராக்டர் மேல் படுக்க வைக்க வேண்டும் என்பது தீர்ப்பு எப்படியோ டிராக்டர் கணபதியா பிள்ளையின் பின்பக்கத்தில் டிரைவர் படுத்து கிடந்த கட்சியின் கொடியை பரிதாபமாக பார்த்து விட்டு அந்த வயலை சுற்றும் உற்றும் பார்த்தார் அப்போது பால் பாண்டி டிராக்டரில் தனக்குள்ள நிபுண தத்துவத்தை கோடிட்டு அதட்டலாகவே கேட்டான் டிரைவர் கேஜ்வீல் இருக்குதா வயல்ல சேர் அடிச்சிடலாம் பாருங்க அப்படி அடிச்சா டிரைவரோட சேர்த்து இந்த டிராக்டரும் மூழ்கி போகும் இந்த சக்கரங்கள்ல எதை எடப்பாக்க மாட்டனும் எதை வள பார்க்க மாட்டனும்னு இருக்குது மாத்தி போட்டா மாத்திக்கிடுவோம் டிரைவர் நீ சட்டி கலப்பைய பொறுத்தி இருக்கணும் இந்த ஏர்களப்ப இந்த வயலுக்கு லாயக்கப்படாது சரியா உளாது பாம்பு காது மருதமூத்து கிழவர் கத்தினார் டேய் என்னடா சொல்ற ஆள உளாட்டா தெளி அடிக்க கவலைப்படாதே முதலாளி நான் எதுக்கு இருக்கேன் அதுதான்டா எனக்கும் புரியல டிரைவர் இன்னும் வண்டியை நகர்த்த அவரை பதறி பார்த்த கணபதியா பிள்ளையிடம் அட்டகாசமாக கேட்டார் இது எவ்வளவு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் ஏன் அப்படி கேக்குறீங்க ரெண்டேரண்டு ஏக்கர் தாங்க சாரு வேணும்னா பத்திரத்தை கட்டட்டுமா இத பாரு பிள்ள எங்க ஐயாவைய மாத்திய மாதிரி என்னையா மாத்த முடியாது எங்க ஐயாவையா மாத்தோம் ஆனா என்னையா மாத்தாதீங்க கணபதியா பிள்ளைக்கு குழப்பம் வந்தது ஆனால் பால் பாண்டி டிரைவர் கடைசியாய் கக்கி போட்ட பஞ்சதந்திர வார்த்தைகளில் சூச்சமம் இருப்பதை புரிந்து தீர்மானித்தான் சரினு நூத்தி ரூபாயில உனக்கு பாதி எங்க முதலாளிக்கு பாதி சரிதானே உன் முகத்துக்காக ஒத்துக்கிறேன் சரி சரி காசை கட்ட சொல்லு நீ உழுது முடி தாயும் பிள்ளையுமா இருந்தாலும் பாயும் வயிறும் வேற இல்லாட்டி சக்கரம் சுத்தாது கணபதியா பிள்ளை வேறு திரும்பி சட்டை பையில் இருந்த ஒரு கத்தை நோட்டுகளில் ஆறு தாள்களை பித்து மீண்டும் டிரைவருக்கு முகம் காட்டி கையை நீட்டினார் டிரைவரின் சட்டை பையக்குள் ரூபாய் நோட்டு டிராக்டர் நகரவும் சரியாக இருந்தது பால் டிராக்டர் அண்ணனிடம் எப்போது எப்படி எங்கு எவ்வளவு கமிஷன் கேட்கலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தான் இத்துடன் நிறைவடைகிறது இந்த சிறுகதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க உங்களுடைய கருத்துகள் தான் என்னுடைய இந்த முயற்சிக்கு உற்சாகத்தையும் பலத்தையும் சேர்க்கும் மீண்டும் அடுத்ததொரு நாவல் அல்லது சிறுகதைக்குடன் உங்களை சந்திக்கும் வரை இணைந்திருங்கள் இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி நாவல்கள் ஒளி உங்கள் செவிக்கு விருந்தாக நன்றி வணக்கம்